அலாம் வலிக்கும் இன்னைக்கு வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு புதுப்போ அப்புறம் இது கிளாஸ் செகண்ட் கிளாஸ் பாட் பாட்டாக வரும் உங்களுக்கு இல்லியோ ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கு நான் சேஞ்சாஸ் பே பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் அப்புறம் நான் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்துடும் நானே வீடியோ கொலை பண்ணுவோம் இப்போ வந்துட்டு இல்ல ஸ்டேட்டரை ஓப்பன் பண்ணால் தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ் இதை வந்துட்டு நீங்கள் க்ரியேட் நியூன்ட்டு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இன்னொரு இங்கே ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு ஏ ஃபோர் ஏ ஃபோர் ஐஃபோன் எக்ஸ் அது மாதிரி வெப் பேஜ் எல்லாம் இருக்கும் இதை வந்துட்டு உங்களுக்கு நம்மளுக்கு இப்போ என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம் இப்போ மொபைல்ஸ்னால் மொபைல்ஸில் போய் பார்த்திங்கன்னா ஐபேட் ஐபேட் எல்லாம் கூகுள் பிக்ஸு ஐஃபோன் எக்ஸு எல்லாம் இருக்கும் அதே மாதிரி வெப் பிரிண்ட் எல்லாத்துலேயும் பேஜஸ் இருக்குது இப்போ நம்மளுக்கு தேவையான பேஜ் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியோம் செலெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து இன்ஸ்டே நம்மளுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம் பிக்சல் பாயிண்ட் இது இன்ச் வேணால் இன்ச் வச்சுக்கலாம் நான் இன்ச் வச்சுக்கிறேன் அப்போது வச்சுக்கிட்டு என்ன செட் பண்ணணுமோ கலர் எல்லாம் செட் பண்ணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு கிரியேட் சாரி கிரியேட்ருக்குல அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைம் இருக்கும் ஓப்பன் ஆக முடியுது இதில் வந்துட்டு நிறையா டூல்ஸ் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு டூல்ஸ் தான் இந்த பாக்ஸில் வந்துட்டு இது வந்துட்டு இதெல்லாம் எல்லாமே டூல்ஸு இது ஒரு டூல்ஸ் அப்புறம் எங்கிட்ட இருக்கிறது டூல்ஸ் தான் இதில் வந்துட்டு கலர்ஸு ப்ரஷ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு வீடியோ போக போது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு செலக் செலெக்ஷன் ஆப்ஷன் இப்படி இது வந்துட்டு செலக்ஷன் இப்போ நீங்கள் இதை பாக்ஸ் போடுறீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுறதுக்குள்ள இது தான் இருக்குது இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் நான் டெலிட் பண்ணிட்டேன் இது வந்துட்டு ரெண்டாவது செலக்ட் இந்த செலெக்ஷன் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா ஒரு நான் பாக்ஸ் போடுறேன் இதில் இந்த இந்த செலெக்ஷனை செலக்ட் பண்ணி இந்த ஒப்சைட வந்துட்டு இருக்கிறேன் இது பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இதை வந்துட்டு எப்படி பண்ணலாம் பண்ணலாம் இப்படி பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் தள்ளலாம் என்ன பண்ண இப்போ வந்துட்டு டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கு இப்போ நம்ம பாக்ஸ் போடலாம் இப்போ இந்த பாக்ஸ் எப்படின்னா இதே மாதிரி எடுத்து போட்டீங்கன்னா இதே மாதிரி வரும் ரெட்டாங்கல் ஷேப்ல வரும் ரெட்டாங்கல் இப்படி இருந்தீங்கன்னா இப்படி இருக்கீங்கன்னா ரெட்டாங்கல் இப்படி இருந்தால் பாக்ஸ் வரும் ஆனால் கரெக்டாக ஒரு நான் என்ன பண்ணணும் ஷிஃப்ட்டை அனுப்பிச்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் ஒரே எப்படி இருந்தாலும் ஒரே சைஸ்லாம் வரும் ரெண்டு பக்கமும் இப்போ இங்கே ஒரு சைடு அடுத்து இப்படி போட்டிங்கன்னா எப்படியானா போடுவேன் ஆனால் ஷிஃப்டை பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா இப்படி மட்டும்தான் போட முடியும் டெலிட் இப்போ செலக்ஷன் ஆப்ஷன் வச்சு டெலிட் பண்ணிட்டேன் அதே இதில் இந்த இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பாக்ஸை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நாலு ஒன் இத்தனை இது ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார் இப்படி இப்படி பண்ணலாம் இல்லாட்டி இப்படி இத்த ஸ்டார் வரும் இப்போ வந்துட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும் இதில் வந்துட்டு என்ன சைஸ் வந்துமோ வச்சுக்கலாம் இப்போ த்ரீன்னா த்ரீ கார்னர்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் இப்போ திரும்பி கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ணிட்டு ஃபைன்ட்டு டைப் சிக்ஸ் டைப் பண்ணு டைப் பண்ணால் இப்படி வரும் ஏ நிறைய இது வரலாம் இப்போ செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ண இப்போ வந்துட்டு அதுலேயே இந்த பாக்ஸ் இது அப்படிதான் என்ன இது வந்துட்டு கார்னர் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக வரும் சரி கவுடாக வரும் இப்படி எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெட்டா கிளிக் ஷிஃப்ட் அப்படின்ட்டு பண்ணால் இது வரும் நடறோம் இங்க வந்து இங்க வந்து நீங்க right click பண்ணீங்கனா இதுல கவுண்ட் இருக்கு இது राउंड வந்து ஷிப்ட் அப்படி பண்ணினா ரவுண்ட் இல்லட்டு வோகல் வந்து இப்படி பண்ணிடலாம் இப்போ வந்து இது ஓகே இப்போ வந்து நான் இல்ல வந்து நான் 7 டைப் பண்றேன் டைப் பண்ணால் சாண்ட் பண்ண சொல்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் சாண்ட் பண்ண சொல்கிறேன் அதே மாதிரி அதே மாதிரி பாக்ஸு வந்துட்டு பாக்ஸை வந்துட்டு எப்படின்னா இதை கிட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சுட்டேன் நம்ம இது பண்ணணும் இப்போ வந்துட்டு நான் இதில் வந்துட்டு நாலுக்கு டேக் நாலு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ் வந்துடும் நம்ம எழுக்க தேவை இப்படி இது பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு டெலிவரி பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு இல்லை ஒன்று இல்லை வந்துட்டு எப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இடு இழுத்திங்கன்னா இப்படி வரும் இழுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணால் அப்படி வரும் இல்லாட்டி அந்த இடம் இந்த இடம் கூட கிளிக் பண்ணிக்கலாம் எப்படி ஆனால் எவ்வளோ வேணாலும் க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ டெலிட் பண்ணிட்டேன் இதுதான் இப்போ வந்துட்டு பாக்ஸ் பாக்ஸ் வந்துட்டு எப்படின்னா ஸ்டிக்கர் செய்யறதுக்கு நிறையா பேர் ஸ்டிக்கர் செய்யுங்க இதுலாம் வந்துட்டு யூஸ் ஆகும் இப்போ எந்த எத்தனை எதுக்கு பண்ணுமோ அதை வச்சுட்டு இன்ச்சு பண்ணுமோ அதை வச்சுட்டு இப்போ நான் வந்துட்டு இதை காப்பி பண்ணுறேன் எப்படின்னா ஆர்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே இருங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இது இந்த மட்டத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இல்லாட்டி ஆல்ட்டை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணால் கூட வரும் இப்போ வந்துட்டு இது நம்ம ஒரு இது இது டிசைன் பண்ணிட்டு இதை காப்பி பண்ணி எத்தனைன்னா பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த இதை நான் கிளிக் பண்ணுறேன் இந்த ரோ கிளிக் பண்ணிட்டேன் அடுத்த ஷிஃப்ட்டு அனுப்பிக்கிட்டு ஒரு ரோ விட்டு இன்னொரு ரோ இது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிட்டேன் அடுத்த ஷிஃப்ட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஷிஃப்ட்டு அப்படின்ட்டு மூணு செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணால் இந்த இது மட்டும் இருக்கணும் விளையாடி இப்படி கூட பண்ணுறோம் இந்த நடுவு இதை மட்டும் சுட்டம் கீழே ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணால் இதே மாதிரி வரும் இப்படி கூட இப்போ வந்துட்டு நான் இப்போ இதை அதே மாதிரி கீழே இந்த பேஜு கீழே எப்படி போகணுன்னா உங்கள் இதில் வந்து ஸ்கால் பண்ணால் வரும் இல்லாட்டி இது ஒரு இது இருக்கு பார்த்தீங்கன்னா அதே கிளிக் பண்ணால் கூட அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறதுக்கு இப்படி இதே மாதிரி அதே மாதிரி ஜூம் பண்ணுறதுக்கே இது இருக்க ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் வச்சுக்கிட்டு இப்படியே உள்ளக்கு இப்படியே உள்ளக்கு இழுத்திங்கன்னா அது ஜூம் ஆகும் இப்படியே வெளில இழுத்திங்கன்னா ஜூம் அவுட் ஆகும் இது உங்களுக்கு பணம் இல்லி கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிட்டே இருந்தால் ப்ளஸ் ஜூம் ஆகிட்டே இருக்கும் அது கண்ட்ரோல் மைனஸை கொடுத்தா இதுவாகிட்டு இருக்கும் இது ரெண்டுக்கும் கரெக்டாக வரணுன்னா கண்ட்ரோல் ஓ ஓ கொடுத்தா இது ஆகிடும் சட்டில் ஆகிடும் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இல்லை போகிறேன் இதில் வந்துட்டு செவன் இருக்கு நம்ம 5 வச்சுப்போம் ஃபைவ் சிக்ஸ் வச்சுப்போம் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு இதில் வந்துட்டு இங்கே வச்சுப்போம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எதுவும் இது வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்டீ கொடுத்து இது பண்ணிக்கிறோம் அது ஸ்டிக்கர் செய்யறதுக்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதாவது இந்த லைனுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஹனி இது பார்த்துப்பீங்க அதே மாதிரி வைக்கிறோம்னா கூட பண்ணிக்கலாம் ஆர்டை கிளிக் பண்ணிப்போம்னா நான் அது ஆர்ட்டை விட நான் க்ளிக் பண்ண ஈஸியாக இருக்கிறனால இப்படி பண்ணேன் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோம் எல்லாம் செய்ய முடியும் இப்படியே போலாம் எப்ப நம்ம எந்த டிசைன் யூஸ் பண்றோமோ அந்த இதுக்கு மாதிரி नाम एना இப்போ வந்துட்டு மொத்தமா சரி இதை மட்டும் நான் டெக் பண்ணிட்டு மஞ்சள் விளக்குறேன் இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன பண்ணணும் இதை மட்டும் இதை மட்டும் அனுப்பிக்கிறேன் அனுப்பிக்கிட்டு இது எங்கே வேணா நீங்கள் ட்ரிப் பண்ணிக்கலாம் நான் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல ஒரு நைன் இடம் இருக்கும் இது ஆல்ரெடி தான் இருக்கணும் இல்லாட்டி நம்ம இங்கே அது பண்ணலாம் இதை வந்து நான் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த ப்ரௌன் இந்த பிளாக் சாரி ப்ரௌனே இருக்கு ப்ரௌன் இங்கே கிளிக் பண்ணால் முடிஞ்சிடுச்சு செகண்ட் அதே மாதிரி ஷிஃப்ட் இந்த இது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஸ்டிக்கர் செய்யலாம் இல்லாட்டி எப்படி ஆனால் நாங்கள் செஞ்சால் நாங்கள் எப்படி ஆச்சுங்களா டிசைனுக்கு எதாவது பண்ண பேக்ரவுண்ட் டிலே வால் டிலை எதுக்கு ஷாம்பிளுக்கு மட்டும் கொஞ்சம் சின்னதாக வந்துட்டு இந்த ஸ்டோக் ஸ்டோக்னா இப்போ நான் இங்க லைன் போட்டேன் இப்போ இது உள்ள பிளாக் பண்ணிடுச்சு இங்க வந்துட்டு பிக் பண்ணிங்கன்னா இங்கே இது மாதிரி ஓப்பனோ இதில் வந்துட்டு நம்ம பிங்க்கு ஒயிட் கிரே ப்ரௌன் எந்த கலர் வேணா வச்சுக்கலாம் அதே இந்த இடத்துல சின்னதாக ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்துட்டு இப்படியே கிளிக் பண்ணால் கீழே இறக்குனா என்ன கலர் வேணுமோ அதை வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த லைட் ப்ளூன்னா வரேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ரெட்டு அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் கலர் இது நமக்கு எந்த கலர் வேணுமோ வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்தா ஓகே எப்போ வந்துட்டு பண்ணித்த இப்போ நீங்க ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த இடத்துல கருப்பு கலரில் இருக்கும் ஒரு லைன் போடுறோம் இந்த இடத்துல இந்த லைனை வந்துட்டு இருக்கணும்னா இப்போ கண்ட்ரோல் இந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணால் இது மாதிரி இங்க இருக்க கலரே இங்க கொடுக்கணும்னா இந்த இடத்த பிடிச்ச இழுத்தீரியல விட்டா அப்படி இல்லை எனக்கு இங்கே கலரே வேணாம்னு வச்சிங்கன்னா இந்த ஒர்க்கு இதை கிளிக் பண்ணால் போயிடும் இல்லையும் அதே மாதிரி தான் கலர் வைக்கிறாங்காலும் வேற டிஃப்ரெண்ட் கலர் வைக்கிறாங்க கூட இதில் வச்சுக்கலாம் இது வந்துட்டு வேற இந்த இது இந்த பிளாக் வச்சா க்ரீம் பிளாக் இல்லாட்டி எடுத்துடலாம் அது க்ளிக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்ல இப்போ இதே செலக்ட் பண்ணிட்டு ரெடி பண்ணலாம் ரொம்ப நல்லது இப்போ வந்துட்டு இந்த நூன் பாத்திரம் இந்த இதை ஃபுல்லாக பாத்திரம் அதாவது இதில் இருக்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துறோம் டோபல் சர்க்கிள் டேங்கிள் எது வேணுமோ நம்ம நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் இப்போது அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு இப்போ ஷிஃப்ட்டாக பிடிச்சி நான் கூட இப்போ இங்கே கலர் வேணா கூட நினைச்சா கூட இந்த இடத்துலான்னு சொல்கிறேன் ஸ்டோக் வந்துட்டு இந்த ஸ்டோக் அப்படின்னா இந்த நம்மளுக்கு அந்த பிளாக் கலரில் கார்னர் பக்கம் பார்த்தீங்கன்னா இது இது இந்த காரணம் கொஞ்சம் குண்டா வரும் நினைச்சிங்கன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரோக்குன்னு போட்டு பக்கத்தில் ஏற மார்க் ரெண்டு இருக்கும் கீழே நானே பார்த்தாங்க அது பக்கத்தில் ஒன் ஃபீட் இருக்கும் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணால் குண்டாகிட்டே போவோம் அதாவது ப்ரெஸ் ஆகிட்டே போகும் அதே சின்ன பண்ணோம்னா கீழேன்னா இது ஆகிட்டே போகும் இப்போ நான்ட்டு இது இது ஜீரோ பாயிண்ட்ஸ் வச்சா எதுவுமே தெரியாது நான் ஒன் சாரி 0.25 பாயிண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் போய் தைக்கிறேன் இவன் க்ரே கலரில் தை ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இதே மாதிரி பண்ணலாம் இப்போ நான் இவ்வளோ ப்ளேஸ் பார்த்துக்கிட்டேன் எவ்வளோ பிரேமார்ட்ட ரெடி பண்ணுறது என்ன சரி ஓகேங்க இன்றைக்கி உள்ள வீடியோ முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிடுச்சு செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் வரும்